அம்மா நீ என் கூட இருந்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை என்னை விட்டு நீ எப்போ போனையும் அப்பறந்து இந்த உலகமே இருண்ட மாதிரி ஆயிடுச்சு ஐ மிஸ் யூம்மா ஐ லவ் யூ என் அந்த ஆள் புரிஞ்சிக்கவே இல்லை அதனாலே என்னமோ அந்த ஆள் கூட எனக்கு இருக்கவே பிடிக்கலம்மா இப்போ கூட அந்த ஆதங்கத்தெலாம் கொட்டணுன்னு தான் வந்திருக்கேன் ஹலோ சீதா நேற்று நைட்டே சென்னை வந்துட்டேன் அப்பாக்காக வெயிட் பண்ணிகிட்டுருக்கேன் முடிஞ்சதும் கூப்பிட்றேன் ம் ஓகே ஹலோ அப்பா ஆசுறேன் சரிப்பா இன்னும் இருப்பேன்பூர்த்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கண்ட பையன் என்ன பார்க்க கூப்பிட்டு இருக்கா எட்டு வருஷம் கழிச்சு என்ன பார்க்க கூப்பிடறா எனக்கு என்ன பேசுதுன்னு தெரியலடா சரிடா உன்னோட வேலை நீ என்ன எப்படி காப்பாத்துவ யாருனாலும் என்ன வேணாலும் லவ் பண்றப்ப பேசலாம் ஆனா அது எல்லாமே பிராக்டிக்கல் லைஃப்ல கண்டிப்பா செட் ஆகாது வரவ நம்மள பத்திரமா வச்சு காப்பாத்துவானான்ற வாயும் எல்லா பொண்ணுக்குமே இருக்கதா செய்யும் அதனால கல்யாணம்னு வரும்போது கண்டிப்பா எல்லா பொண்ணுங்களுமே உஷாரா தான் இருப்பாங்க அதனாலதான் நாங்க என்னவோ உங்களோட சேல்ரி எவ்வளோ உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா வாசல் இருக்கா எல்லாமே கேட்கறோம் எனக்கு இப்போ வயசு இருபத்தி ஆகுது கொஞ்ச நாள்ல கண்டிப்பா என்னோட வீட்டுல கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க இந்த நிலைமையில போயிட்டு இப்போ நான் ஒருத்தர் லவ் பண்றேன்னு சொன்னா கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க என்னை செருப்பா அடிப்பாங்க வரும்போது ஒவ்வொருத்தரோட கண்ணோட்டம் அத பார்க்கற கண்ணும் நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளை மாத்தி பணம் தான் இங்கே எல்லாம் ஆகி போச்சு பேப்பருக்கு இருக்கிற மாதிரியா அது கூட இங்கே மனசனுக்கு கிடையாது எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது ரெண்டு கை கழவுதான்னு யாரும் குறைஞ்சிக்கிறது ஐஷா நல்லா இருக்கணும் அவங்க நல்லா வச்சு பார்க்கணும்னு நினச்சேன் ஆனால் பாருங்கள் ஒருத்தருக்கு நல்லதுன்னு நினச்சா மொத கெட்டது நமக்கு தான் நடக்குது இதுதான் வாழ்க்கை ஹேய் எப்படிலாம் இருக்க எவ்வளோ நல்லாச்சு பதினஞ்சு வயசில் என்னை விட்டு ஓடி போனேன் எங்கே இருந்தே இவ்வளோ நல்லா இந்த மனுஷன் இவ்வளோ நல்லா பார்க்கணுன்னு தோணவே இல்லை சரி விடு சாப்பிட்டிய நீ வா சாப்பிடுவோம் வா அதெல்லாம் ஒன்று வேணாம் நான் சாப்பிட்டேன் உங்கள்கிட்ட நிறைய விஷயம் பேசணும் என் ஆதங்கத்தை ஃபுல்லாக உங்கள்கிட்ட தான் வந்திருக்க அம்மா போனதுக்கப்புறம் கூட இருக்கவே பிடிக்கல எந்த ஒரு விஷயத்தில் ஓடி போயிடலாம் கூட நேரத்தில் போயிட்டான் பொண்டாட்டி விட்டுட்டு வேலைக்கார்க்கிட்ட சமையல் கட்டில படுத்து அந்த கருமத்தெல்லாம் தாங்க முடியாமதான் ஏரியால ஒரு திருநங்கையோட தங்கன அவங்கதான் எட்டு வருஷமா எனக்கு சோறு போட்டு என்னை படிக்க வச்சாங்க அவங்க விபச்சார தொழிலே பண்றவங்களா இருந்தாலும் அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா நான் ரொம்ப நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் உண்மையை சொல்ல போனா எனக்கு இன்னொரு அம்மா நல்லா அப்பதான் எனக்கு தேவைப்பட்டு அதான்ப்பா பொம்பளை சுகம் ஆரம்பத்துல எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு பாதுகாப்போட போகும்போது எனக்குன்னு தெரியல அதுவே ஒரு போதை மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு போதைன்னு சொல்லும் போது தான் அதுவும் ஆட் ஆச்சு தண்ணி கஞ்சா ட்ரக்கு அது மட்டும் இல்லாமல் ட்ரக்ஸ் அப்ளை பண்ணவும் ஆரம்பிச்சு நாங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்க போகிறோம் ஒரு பொண்ணு உயிருக்கு உயிராக லவ் பண்ணு அந்த பொண்ணு லவ் பண்ண அந்த பொண்ணு ஏன் தெரியுமா எனக்கு பிடிக்கும் எல்லா பொண்ணுங்களும் மாதிரியும் கை கழுவிட்டு சொல்லுங்க என்னால் என்ன பண்ண முடியும் அதான் அப்பிருந்து அந்த சொக எனக்கு தேவைப்பட்டுச்சு அன்னையில இருந்து இன்னும் வரைக்கும் புரியாதியா என்ன வீட்டுக்குள்ளேயே அடிச்சு வச்சு வளர்ந்துட்டீங்க அப்புறம் எனக்கு வெளியுலகம் தெரியும் நீ எப்பயாவது வீட்டுக்கு வருவ அதனாலதான் முடியும் அப்பா சாமி இந்த ஆள் கூட வாழ்றதை விட எங்கன்னா ஓடி போறதே மேலும் இருக்கிறது எவ்வளவு பெரிய கூடும் தெரியுமா தேவைப்பட மட்டும் தானே ஓடிட்டு இருக்க எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்ல ரொம்ப பயப்படுவோம் எனக்கு மட்டும் எதுவுமே சொல்ல முடியல ீங்க எ ஒரு நாள் சாக தான போறோம் பண்ணி செத்து போவே என்ன ஆயிட போது சரிப்பா எல்லாத்தப்பையும் என்ன பண்ணு இப்போது கேட்டீங்களே சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய ரைட்டா ஆசை இனிமேல் அந்த வேலையை தான் பார்க்க போறேன் இனிமேலாவது என்ன நம்புப்பா சரிப்பா உனக்கு என்ன பிடிக்குதோ அதுவே சரிக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நீ வாழ்க்கை போற ஓடி ஓடி பணத்தை மட்டும்தான் சேர்த்த மனுஷங்களை பார்க்கல அவங்களை நீ படிக்கல ஆனா நான் அப்படி இல்லை என்ன தேவை எவ்வளோ தேவை தெரிஞ்சு சந்தோஷமா இருக்கிறவங்க கூட இருந்த அவங்களை நான் பார்த்தேன் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் இட கையிட்டு தான் பகல் நீ வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டு பக்குவப்பட்டிருப்ப என்ன நினைக்கும் எனக்கே அசிங்கமா அருவறுப்பா ஒரு பிள்ளைய சரியா வளர்க்கல என்ன என் வாழ்க்கை குத்திக்கிட்டே இருக்கும் என்னை மன்னிச்சிருப்பா ஆனால் ஒன்னியா உன்னொரு வழியில் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இத்தனை வருஷமா எனக்காக காத்துட்டும் இருந்தேன் இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்காம இருந்தேன் நீ கிரேட் பிள்ளைங்க தான் பெத்தவங்களை உதவி தள்ளிட்டு போயிடுறீங்க ஆனால் நாங்கள் என்றைக்குமே பிள்ளைங்களை மறக்கிறது இல்லை நாங்கள் வாழ்கிறதே உங்களுக்காக தான்ண்டா அந்தந்த வயசில் வர தடுமாற்றமும் யோசிக்காமல் எடுக்கிற முடிவு தாண்டா காரணம் தீக்கணும் நினச்சேன் தீத்துட்டேன் இனிமேல் நான் உங்ககூட தான் பார்ப்பேன் எங்கேயும் போக மாட்டேன் எனக்கு அது போதுண்டாப்பா மட்டும் உனக்கு கேட்கணும் சொல்கிற தோல்வி எப்படிப்பா ஹேண்டில் பண்ணுறது இந்த எட்டு வருஷத்தில் உங்கள் பிஸ்னஸில் எவ்வளோ பேரை பார்த்துருப்பீங்க நிறைய நரிகளை கடந்து வந்திருப்பீங்க எப்படிப்பா நான் எப்பப்பாலாம் மனசு உடஞ்சி போடணும் யாராவது மோட்டிவேட் பண்ண ஆள் இருக்காங்கன்னு யோசிப்பேன் என் ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்கான் அவன் பேர் சலீம் அவனுக்கு ஒரு கை கிடையாது ஒரு கால் ஊனும் அவன் பதினோராவது படிக்கும்போது வீட்டை விட்டு வெளில வந்துட்டான் இன்றைக்கி வரைக்கும் சொந்த காசில் உழைச்சி சாப்பிட்றான் அவனுக்கு இருக்கிற பிரச்சனைலாம் பார்த்தா எனக்கெலாம் ஒன்றுமே இல்லைட கரெக்ட்தான்ப்பா அப்போ எனக்கு தெரிஞ்சிது நம்ம இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கணும் பண்ணணும் சே இப்படி ஒரு அப்பாவே நான் மிஸ் பண்ண ஒருத்தருக்குன்னொரு படிக்க வச்சு கூடவே தான் இருந்த கதை